ஒரு குழந்தை பல்வேறு விலங்குகள் போல் நடித்து பார்க்கும்போது அக்குழந்தைக்கு அது கூடுதல் மகிழ்ச்சியை தரும் உதாரணத்திற்கு தற்போது நீங்கள் ஒரு பறவை என்று நினைத்துக் கொள்வோம் ஒரு பறவை எவ்வாறு பறக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு குழந்தையும் தன் கைகளை பறவை போல் சிறகடிக்க கூடும் நீங்கள் குழந்தைகளிடம் உங்களால் ஒரு குரங்கு போல் நடிக்க முடியுமா என்று கேட்கலாம் அவர்களும் ஒரு குரங்கு போல் குதித்து விளையாடலாம் இதேபோல் நீங்கள் குழந்தைக்குத் தெரிந்த ஏதேனும் மற்ற விலங்குகள் போலவும் நடித்து மகிழலாம் இந்த நடவடிக்கை விலங்குகளின் பல்வேறு செயல்களைப் பற்றி குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும்